சரி செஞ்சா இந்த கூட்டத்துல ஒரு வேலையrangle மிஸ் பண்ணிட்டனா என்ன பண்ணுวะ? கம்பால ஒரு ஆடை புடி வீட்டுக்கு போய் டேய் இருப்பேன். அப்படியே எல்லாம் செய்ய கூடாது. யார் கிட்டயாவது போய் உடனே பேரே அட்ரஸையும் கொடுக்கணும். எங்க சொல்ல பார்க்கலா? ஐயோ நான் தொலைஞ்சிட்டேனே யாராவது காப்பாத்துங்க.